ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டத்த அரசன் படத்தோட கதையதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவாக காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வெத்தலை தோட்டம் வச்சிருக்காரு ஸோ அங்கிருந்து அறுவடை பண்ணிட்டு வந்து மார்க்கெட்ல சேல் பண்றாரு இப்போ இந்த பக்கம் வியாபாரிகிட்ட சீக்கிரமாக பணத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி பிரஷர் பண்றாரு இப்போ வியாபாரியோ வெத்தலை வித்தாதானப்பா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா ஏன் தம்பி அங்க கபடி ஆடிட்டு இருக்கா அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோவோட தம்பியை காமிக்கறாங்க கபடியில பயங்கரமா ஆடுறாரு அப்படி ஆடும்போது அங்க மேடைக்கு வந்த ஒரு பெரிய மனுஷன் என்ன சொல்றாருன்னா யார் அந்த பையன் சம்மே ஆடுறா அப்படிங்க கேட்கும்போது பொத்தரியோட பேர அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க என்னது பொத்தரியோட பேரனா அப்படிங்கற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு பொத்தரினா யாரு அப்படிங்கறத பின்னாடி உங்களுக்கு என்ன சொல்றாங்க இப்போ கூட இருக்க ஆப்போசிட் பார்ட்டி நம்ம ஹீரோவோட தம்பியை அடிச்சுப் படுறாரு இப்போ அங்க வந்த நம்ம ஹீரோ தம்பி ஆடுற ஆட்டத்தை பார்க்கணும்ல அதுக்காக அங்க வந்திருப்பாரு இப்போ நம்ம தம்பியை அடிச்ச ஊர் பெரிய மனுஷங்க பேரங்கிற ஒரு மரியாதை கிராமத்திலே கிடையாது அந்த அளவுக்கு விளையாருக்கு முக்கியம் சொல்லிட்டு அந்த மேட்சச்சல வின் பண்ணி ஜெயிக்கிறாரு மக்கள் பொத்தேரிக்காக உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு செலவு தாத்தா எங்கடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பில்டப் சொல்லிட்டு இனிமே என் தாத்தனை கலப்பட கட் பண்ண அடுத்ததான் வீட்டை காமிக்கிறாங்க அறுபதாம் கல்யாணம் நடக்குது சிம்பிளா தான் கூட்டம் இருக்காரு அவரு தான் நம்ம ஹீரோ நம்ம முறையில வராங்க இப்ப நம்ம ஹீரோவும் தாத்தா கால ஆசீர்வாதம் வாங்கலாம் நம்ம ஹீரோ வருவாரு ஆனா இப்ப மொத்த குடும்பமும் போது ரொம்ப கவலைப்பட்டு அங்கிருந்து வர ஹீரோட அம்மா தெரிய ஆரம்பிக்கிறது கண்ட மெனிக்கு திட்டுறாங்க ஏண்டா இப்படி உயிரோடு நீ ஏண்டா போற அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர பரம்பர தொழில <T> <obviamente> இப்பரிய நம்ம பையனுக்கும் ஒரு சந்தோஷம் ரூ லெவல் கபடி குழுக்காக இருக்க ஒரு கோபத்தில் வண்டி எடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு போறாரு இன்னும் ஒருத்தரை கா அங்க வெள்ள இவரோட பேரம்தான் இப்ப அவர் இங்க வர்றாரு அதை பார்த்த நம்ம தாத்தாவை உன்ன ஹோம்ஒர்க் பண்றதுக்காக கிரௌண்டுக்கு அனுப்புற இங்கும் போது நம்ம பையன் ரொம்ப கோபத்துல சூடா பேசுறான் நான் என்ன கிளிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க விஷயத்த சொல்றேன் இந்த மாதிரி பத்தேரி பேனுக்குழு கூற வெங்காயமாலும் இந்த ஊர் உலகத்தில் செல்வம் எல்லாமே இருக்குது ஒரு பையன் மதிக்க மாட்டான் தாலி எடுத்து கொடுக்கிறதுக்கான பேரனுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கூட வர ஒரு பொண்ணு ஜன்னல் ஓரத்தில் உக்காந்துருக்கு வெறிக்கி நம்ம ஹீரோ பார்க்க இப்ப ஒரு கட்டத்தில் போய் கிட்டா மூஞ்ச பார்க்க அந்த பொண்ணு டக்குன்னு பயங்கர மணிக்கு திட்டு இந்த ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஹீரோனி எல்லோ லைட்ல தங்க மாதிரி மின்றிங்க கிரீன் லைட்ல பவுனு மாதிரி மின்றிங்க அப்படி மின்றிங்க வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஹீரோ இப்ப அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோனி என்னென்ன கொண்டு போய் அடக வைக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் ஆல்ரெடி வச்சுட்டேன் போயிட்டமான எனக்கு தாத்தா ரோ அதனால கீழே தள்ளிட்டு இப்ப ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன தாத்தா ரத்தம் தானா வெளியி கலாய்க்கிட்டாரு உண்மையாளும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வரதட்சணை தான் அவங்களுக்கு வரதட்சணையாக கொடுத்துட்டு மீதி இருக்கிற இடத்துக்குலாம் தண்ணி எப்படி பாய்ச்சுவோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அடுத்த நாளாக நம்ம ஹீரோ பொத்தரி வீட்டுக்கு தான் தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க வழக்கம் நம்ம பெரியப்பா நம்ம ஹீரோவை அடிக்க போறாரு இப்போ நம்ம தாத்தாவும் இருறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு என்னன்னா இருக்கிற இடத்த வரதட்சணையாக கொடுத்து தான் அக்காவை கல்யாணம் பண்ணணும் இல்லை ஆனால் பம்பு செட்டோட வித்துட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா மீதி இருக்க வெத்தலை தோட்டத்துக்குலாம் தண்ணி எப்படி பாய்ச்சுங்க புதுசாக நான் போரா போட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு இப்போ ஹீரோ கொண்டு போய் தான் இடத்த பத்திரத்தை தாத்த கிட்ட கொடுத்து இதை விட்டு அக்காவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அவமானப்பட்டு கிளம்பி போறாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேக் நினைச்சு நம்ம பையன் இவர்தான் பெருமையா பேசிட்டு இருக்காரு கூட பிறந்த ரெண்டு அண்ணனுங்க நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோக்கு தம்பி அக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டாளமாவே இருக்கு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட அப்பா பேரு கண்ணைய அவரோட மாமனார் அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா அவர் வந்து என்ன சொல்றாங்க பிரிக்க முடியாது குடும்பமே அவ்வளவு ஒற்றுமையா இருக்கு ஒரு கட்டத்தில் இருக்காரு தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தவற சொல்ல பொண்ணுக்கு வளர்ந்து வா அடிக்கிறதுக்குற மாதிரி சொல்லுவா இதே என் பையன் சின்னவனா இருந்ததால நீ இந்த மாதிரி பண்ண இதே பிரிவினா இருந்தா அடிச்சுருப்பான் போட்டு குடும்பத்துக்கும் எங்களுக்கு அம்மாவும் தனியாக போயிட்டு இருக்கும் போது சின்ன பையன் தான் இருப்பாரு சொல்லி கூப்பிடுறாங்க <laughs> மனசு உடஞ்சு ரொம்ப ஆரம்பிக்கிறார் ஏற்பட்ட வலி அதிகம் குடும்பமும் அந்த சூழ்நிலையில இருக்காங்க இதே இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் என் தாத்தா விவசாயம் பண்ண சொல்லுவாரு அப்பதான் விவசாயம் பண்ணுவேன் பண்ண மாட்டேன் இப்பதான் புரியுது நம்ம ஹீரோ பெரிய வழியா போகும்போது வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு போயிட்டாங்க நிக்கிறாங்க மழை சரியா பெய்து எனக்குனி சொல்ல போதும் போது போய் சொல்றாங்க ஒருத்தேக்கு ஒரு பையன் அவர் பேர் கண்ணய அவரு கபடி பிளேயரு அவர் விளையாடுறதுக்காக தான் எங்க அப்பா கூட்டு போனாரு அப்ப இறந்துட்டாரு ஒவ்வொரு வாட்டி நான் உங்க வீட்டுக்கு போக நினைப்பாது வெளியே கிளம்புறாரு கேக்குறாங்க இப்ப இறந்து போனது கண்ணையன்றவங்க அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியுமா சொல்லும் இப்ப இன்னொரு நடந்த இழப்பீடு கொஞ்சம் சரி கட்டுறதுக்காக இந்த ஐம்பதாயிரம் செலவு வச்சுங்க எப்படியாவது வாங்கலாம் இருக்கக்கூடாது ஒரு போனால் வருது வீட்டில் சொல்லிப்பவர் ஆனா அப்பா அம்மா கிட்ட யார்கிட்ட இருக்காது வீட்டிலையும் ஒரு பொறாமையில் இருக்காங்க வெளியில் அரசியும் கூட இல்ல போயிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் போயிட்டு இருக்குறாங்க நம்ம தாத்தாக்குறாரு பாஸ்கர் மாதிரியே இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு எங்க ஊருக்கும் பேசி இருக்கிறது நம்ம பாஸ்கர் கிடையாது ஆனா நம்ம வில்லன் தான் பேசுறாரு பகையில பொங்கிட்டு இருக்காருல்ல அவர் தான் பேசுறாரு இப்ப இவரும் சரி அப்படி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப இந்த விஷயத்த தாத்தா கிட்ட ஃபேமிலிக்கிட்ட எல்லாம் சொல்ல தாத்தா ஊருக்காக இப்படிதான் ஆடி இன்னைக்கு கோட்டை ஊரட நிக்கிறாரு வெத்தலை கோடி இங்கேயும் அங்கே அல்லாடிக்கிட்டு இருக்கோம் நீ யாவது போயிட்டு ஓ வேலையை பாரு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம செல்லையனோட அப்பா இப்ப தாத்தாவை உன் கூட பழகுறவங்கள்கிட்ட நீ கேட்டுப்பாரு கேட்டுட்டு நல்ல யோசனையா பண்ண அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்ல இப்ப நம்ம ஹீரோட தம்பிக்கு ஒரே ஃப்ரெண்டு யாரு நம்ம வில்ல பண்றது கிளம்போது வழி அனுப்பிச்சு நினைச்சாரு அதுவும் நடக்கல அப்பாவுக்கும் கொடுத்து வைக்கல தம்பி போய் ஜெயிச்சுட்டு இவர வழி பத்தரி « இந்த வர அரசேத்து கபடி பிளேயர் சரகடி சரகடிக்கும் போது அனுப்பிவிட்டு அரசங்கலத்துக்கு பணத்தை வாங்கிட்டு போய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்கான் இருக்கேன் துரோகத்தை குடும்பத்தில் பண்றாங்க ஒரு முடிவு என்ன பண்றாங்க இனிமேல் பொத்தோரி பொத்தோரி வாரிசு யாருமே இந்த ஊருக்காக கப்டே விளையாடக்கூடாது அது மட்டும் இல்லாம பொத்தோரியோட அடிச்சும் உடைச்சு புத்தேரிய ரொம்ப அசிங்கப்படுத்தாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து உடைச்ச சிலையெல்லாம் பார்த்துட்டு கண்கலங்கி போறாரு இப்ப நம்ம தம்பிக்கு போன் அடிக்கிறாரு போன் அடிச்சு உனக்கு போன் பண்ணது அந்த பாஸ்கர் சொன்ன அந்த நம்பரை நான் ட்ராக் பண்ண அதையும் கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க ஒரு பார்க்கார நம்பரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தான்னு அவனையும் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்ச என்ன விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ தம்பியோ அண்ணனி என்ன நம்பறியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு போன் பேச நம்ம ஹன்பி நீ போயிட்டேன் வீட்டுக்குள்ளேயர் தான் சரியில்லை நீ கொஞ்ச நாள் கட்டிடுங்க போக்குணர்வாயி உட்கார்ந்து அந்த திருவிழாக்குற நடக்குது அந்த பஞ்சாயத்தில் இருக்க ஊர் பெரிய தாத்தா அவர் என்ன சொல்றத்தை கல்யாணம் யாரு கபடி கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஊருக்கு எதவனா மாத்தலாம் கோயிலுக்கான ஒரு முறையை மட்டும் ஒதுக்கி வைக்கிறேன் வருஷமா இந்த ஊருக்காக என் தம்பி அஞ்சு வருஷம் எங்க அப்பா பத்து வருஷம் என்னடா தப்பு பண்ணுவோம் குடும்பத்துக்காக இப்ப நம்மரிய இவன் என் பேரன் தான் சொல்றாரு இந்த போட்டியில குடும்பம் இருக்கவும் தெரியாது என்ன பண்றாரு நடக்கக்கூடிய கபடி போட்டியில இந்த ஊரே எதிர்த்து விளாடுவோம் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம என் பேரன் பேரன் ஒன்னு சேர்ந்துட்டாங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அடுத்த தாத்தாவும் குடும்பத்தையுமே அறிவான் சொல்றோயிடுவாரு நம்ம சொல்ல அங்க இருக்க வந்து என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒட்டுமொத்த கேங்க உள்ள இறங்குது பேரன் சேர்ந்து ஏன்னாரு பயங்கரமா சார் குடும்பத்துக்கு காவ கொடுத்துட்டான் இவனு காவ கொடுக்கூடாது தயவு செஞ்சு நீ தான் இருக்கு அன்னிக்கு மானத்தை வாங்கிட்டானுங்கிறதா இந்த உயிரை அப்படி மானம் இல்லாத எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைய கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ கிணத்துல குச்சி சூசைட் பண்றாரு இப்ப நம்ம அம்மா கத்த பக்கத்துல இருந்த நம்ம ராஜ்கந்தாத்தா உங்க பேமிலி எல்லாருமே வந்துதான் நம்ம ஹீரோவாக காப்பாத்துறாங்க இப்போ ஹீரோவோட அம்மாவும் உனக்குனா எனக்கு நீந்தான் இருந்தோம் எப்போ உனக்கு ஒண்ணுனாலே உன் குடும்பமே வந்துச்சோ அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ உன் குடும்பத்தோட போ இந்த ஊரு பேசுற நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப நம்ம பொத்தேரியும் நமக்குள்ளே கபடி விளாடிக்கிட்டா நம்ம கபடி பிளேயர் கிடையாது ஊர் ஊரா போய் விளாடணும்னு சொல்லிட்டு பக்கத்து ஒரு பிளேயர்களோட போயிட்டு கபடி விளாடுவாங்க அப்ப நம்ம சின்ன பையனும் நம்ம ஹீரோக்கும் பசி இருக்கும் சரி நம்ம ஹீரோனு ஒரு பிளானை போடுவார் என்ன பிளான்னா நான் ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்போ கதவை தட்டுவோம் நாங்கள் பெரிய கபடி பிளேயரு உங்க ஊருக்கு கபடி வந்திருக்கும் எ கொ சொல்லித்தரேன் வர சொல்லுங்க அது தெரியாத வீட்டுல கை நினைக்கிற மாதிரி அம்மாவும் இந்த குடும்பம் தானே அந்த விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோயினை அவங்க அம்மா கிட்ட சொல்ல அந்த விஷயத்த திரும்ப தாத்தா கிட்ட நம்ம ஹீரோ சொல்ல இப்ப ரெண்டு குடும்பமும் அப்படியே கொஞ்சம் டைப் ஆயிடுச்சு இப்ப கபடி விளையாட போறாங்க கிரவுண்டுக்கு இப்ப கபடி மேட்ச் நடக்குது ஊரே சிரிக்குது ஏன்னாக்கா வயசான கிளக்கட்ட இப்படி ஒரு டீமே நான் பாத்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப அங்க கபடி பிளேயர்ல நடக்கும்போது நம்ம ஹீரோ ரைடு போறாரு ரைடு போகும்போது அம்பேரு விசில் ஊதியாரு ஏன்னா அவுட் செகண்ட் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப நம்ம தாத்தா என்ன சொல்றாரு நாற்பது செகண்ட் இருக்கு என்னயா நீ ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த சோ மாப்பி என்ன பண்ணுவாரு முடிவு எடுக்கிறாங்க உங்க குழுவோட கபடி குழுவோட நானும் அடுத்த சீனா இந்த பையன் செய்வான்னு ஒண்ணு தெரியல சுத்தான் நேரம் சரியா இருக்கு போவாங்க அங்க ஊரே கிண்டல் எடுக்க ஒரு பட்டா மட்டும் கூட்டுல இருக்குற போட்ட கையே போதும் என்னதான் குடும்பமா இருந்தாலும் இன்னுமே மனசுக்குள்ள பின்னாடி இருந்தா பாக்க பயங்கரமா திட்டாரு திட்டு இந்த பொண்ணு போய் வீட்டுல விட்டுட்டு வாக்கு மேட்ச் இருக்குது அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏலத்துக்கு எடுத்துருக்காங்க கபடி மேட்ச்ல நினைச்சு பாராட்டப்பட்டு இருக்காங்க இப்ப அந்த ஆளுகிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்லும் போது அவருமே நடுவ நான் வரேன் அந்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு கும்ப பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மக்கள் ஒருத்தர் வந்து குடும்பத்துக்கு எதிராக விளையாட போறான் தாத்தாவோட மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே இந்த டீம்ல இருக்க ஒருத்தனையும் சமாளிக்கிறேன் ஏற்ற அவர் தான் இருக்காங்க இந்த பக்கம் தாத்தா மழையில நின்றுட்டு இருக்காங்க அவங்களை தேடி வந்த நம்ம குடும்ப நம்பர் என்ன செய்தாச்சு கேட்கும் என்னோட இறந்து போன பேரன்ஸ் கூப்பிட்டு வந்தான் நாளைக்கு நடக்க போற மே முடிவு எப்படிட்டி தாத்தா குடும்பத்திலிருந்து நம்ம வில்லனோட சொல்லியிருப்பாங்க அதிகமா இருக்குற மாதிரி ஜாய்ன் பண்ணலாம்ங்க இப்ப போறாங்க பாயிண்ட் அடிச்சுட்டு வந்து குடும்பத்தில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க நீங்களா வெளிய வந்துருங்க கவிட்டுறாருக்கு அடிச்சு தூக்கிட்டு போறாரு புடிக்காரு தாத்தா சப்போர்ட்டி குப்பையா ஒரு மண்ட கூட கிடைச்சது அது கன்ஃபார்ம் ஆயிருக்கும் போலீசுல சொல்லி உள்ள தள்ளி இருப்போம் ஊரை எதிர்த்து நாங்க இருந்து கிளம்பி வந்து இப்ப ஊர சேர்ந்துதான் என் தம்பியை கொண்டுட்டீங்க என் தம்பி வட்டி பணம் வாங்கினான் ஒருத்தனது அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு காதல் மனைவியும் கூட்டிகிட்டே போறாரு த முடிகிறதுனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் புதுசா பாக்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேற ஒரு நல்ல படத்தோட கதையில உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ